சொந்த முடி போட்ட பந்தம் பிரிவன்னும் சொல்லுவார் அழகானை மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரி இதே மாதிரியான ஒரு வெட்டிங் அனிவர்சரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விட்டுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் முதல்ல கேன்மா ஸ்டாப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த கேன்மா ஸ்டாப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் கிரேட் நியூ அப்படின் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அஸ்பெக்ட் ட்ரேஷோல பதினாறு ஸ்ட்ரெட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் நெஸ்ட் ஆப்ஷன் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்குங்க குடுத்த பிறகு இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதில் உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய இமேஜ் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிங்க அதுக்கு நீங்கள் கேலரியில் போயிட்டு அந்த இமேஜை எடுத்துக்குங்க எடுத்த பிறகு மேலே பாருங்கள் இண்டாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு மறுபடியும் அந்த ஃபோட்டோ மேலே ஒரு தடவை கிளிக் பண்ணி ஃபோட்டோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க அதுக்கு நீங்கள் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரிருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டு ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கீழே உங்களுக்கு இந்த எந்தளவுக்கு இதில் செட் ஆகும் அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்ச பிறகு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த மறுபடியும் அந்த ஃபோட்டோ மேலே ஒருத்தர் க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்தளவுக்கு வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு மறுபடியும் வீடியோடையும் ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் நம்ம ஒரு பிளர் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு ஓகேங்களா எஃபெக்ட்டில் போய்ட்டு கீழே பார்த்திங்கன்னா பேசிக் எஃபெக்ட் இருக்கும் அதில் போங்க அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேசியன் ப்ளர்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களை டிஸ்பிளேயில் எப்படி காட்டுதோ அதே மாதிரி காட்டும் அது கீழே ஆர்வமாக இருக்கும் அதை நீங்கள் ஃபோட்டோ ஃபோட்டோ முடிகிற வரைக்கும் நீங்கள் அதில் இழுத்து விட்டுக்குங்க ஓகேங்களா இழுத்து விட்டு மேலே பாருங்கள் டிக் ஆப்ஷன் அதை நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்துக்கிட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துக்க அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் டிக்காப்ஷன் கொடுத்துட்டு வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு ஓகேங்களா அந்த டெம்லேட்டை எடுத்துக்கோங்க எடுத்த பிறகு நீங்கள் வளர்ச்சி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்பிலிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு டிகாப்ஷன் கொடுக்குங்க டிகாப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அந்த டெம்லெட் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வளர்ச்சியில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் குரோமா கி அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை எனப்பில் ஆன் பண்ணி விட்டுக்குங்க ஆன் பண்ணிக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கீ கலர் அப்படி இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ப்ளூ கலர் நீங்கள் கொடுத்துக்கிட்டு டிகாப்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் குரோமாக்கி பார்க்க ஒரு டிகாப்ஷனும் அதை நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ரிமூவ் ஆயிருக்கும் இப்ப டவுன்லோட் ஆன பிறகு பேக் கொடுத்துங்க இப்போ நீங்கள் வலது சைடு மேலே பாருங்கள் மீடியான்னு இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இடது சைடையும் மேலே பாருங்கள் இமேஜ் இருக்கோ அதில் போய்ட்டு ஏதாவது கலர் பேக்ரவுண்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கங்க செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இண்டோஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்துட்டு அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ எந்த அளவுக்கு எடிட் பண்ணிங்களோ அந்தளவுக்கு இதை அப்படியே ட்ராக் பண்ணிக்கிங்க ட்ராக் பண்ணி விட்டுட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணலை அது நம்ம இதில் எடுக்க போகிறோம் அது அப்படிங்கிற நேம்ல சேவாக இருக்கும் அதில் போய்ட்டு அதை நீங்கள் எடுத்துக்குங்க ஓகேங்களா அதை எடுத்த பிறகு மறுபடி நீ என்ன பண்ணுறீங்கன்னா வளர்ச்சியில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க அதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதில் ப்ளே பண்ணி பாருங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர் இருக்கும் இப்போ நினைப்பேன் வீடியோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அந்த டெம்ப்ளேட்ல ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வளசிய ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் க்ரோமாக்கி அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதை என்ன ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கீ கலர் இருக்கும் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து க்ரீன் கலர் செட் பண்ணுங்கள் செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க இப்போ க்ரோமாக்கி பக்கத்தில் இன்னொரு டிக் ஆப்ஷன் அதையும் கொடுத்துங்க கொடுத்துட்டு வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள் ப்ளே பண்ணி பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் ரிமூவ் ஆயிருக்கும் இப்போ உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் வந்து ரிமூவ் ஆகாமல் கொஞ்சம் தெரிஞ்சிது அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வயசு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க அதில் க்ரோமாக்கீ ஆன் பண்ணிட்டு அதை கீழே பாருங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த க்ரீன் ரிமூவ் ஆகணுமோ அந்தளவுக்கு இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நான் எப்படி செட் பண்ணுறோம் அதேமாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள் ஓகேங்களா செட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஸுன்னு கொடுத்துங்க டிக் ஆப்ஸன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஹார்ட்டில் நம்ம வந்து இமேஜ் இப்போ ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ண போகிறோம் இப்போ உங்களுக்கு பிடிச்ச இமேஜாக நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு ஓகேங்களா கேலரியில் போயிட்டு அந்த இமேஜை எடுத்துக்கோங்க ஓகேங்களா இமேஜை எடுத்த பிறகு மறுபடியும் அந்த இமேஜை அந்த ஹார்ட் பக்கத்தில் கொண்டு போங்க கொண்டு போயிட்டு இது இல்லாத ட்ருகா அதனிங்க செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சென்டு பேக்குனு இருக்காத நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு இந்த இமேஜை கொஞ்சம் நீங்கள் வந்து இழுத்து விட்டுக்குங்க இழுத்து விட்டுட்டு மேலே டிக் ஆப்ஸன் கொடுத்துட்டு மறுபடியும் விட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அந்த இமேஜை கொஞ்சம் ஃப்ரண்டில் கொண்டு வாங்க கொண்டில் வந்த பிறகு ஹார்ட் உங்களுக்கு வந்து அதை உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் இதில் பாருங்க ஆரோமாரி இருக்கும் அதை நம்மளுக்கு ஜூமிங் ஆப்ஷன் அதை நீங்கள் இழுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் அதில் செட் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா செட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு இந்த ஹார்ட் எங்கே முடியுதோ அதை நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் இதில் ப்ளே பண்ணி பாருங்கள் இதில் ப்ளே பண்ணி எந்த இடத்துல ஹார்ட் முடியுதும் பாருங்கள் முடிகிற இடத்துல நீங்கள் இதை கட் பண்ணி எடுக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல முடியுது ஓகேங்களா இந்த இடத்துல முடியுதா அப்போ அந்த இடத்துல அப்படியே ஆன் பண்ணி வச்சு நீங்கள் வளர்செய் பார்த்தீங்கன்னா கத்திரி சிம்பிள் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது கீழே பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் ட்ரிம் டூ ரைட்டுன்னு இருக்கோ அதை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க இப்போ அடுத்து நெக்ஸ்ட் இமேஜ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அகைன் லேயரில் போய்ட்டு மீடியாவில் போயிட்டு நெக்ஸ்ட் இமேஜ் நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இமேஜை நீங்கள் எடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அந்த இமேஜை இடது பக்கமாக கொண்டு கொண்டு வந்து அந்த ஆரோ வச்சு ஜூம் பண்ணிக்கோங்க ஜூம் பண்ணிவிட்டு மறுபடியும் த்ரீ டாட்டில் போய்ட்டு சென்ட் பேக் கொடுத்துங்க சென்ட் பேக் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த இமேஜை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இழுத்து விட்டு மறுபடியும் நீ கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஹார்ட் உங்களுக்கு அழகாக தெரியும் மறுபடியும் இந்த ஆரோ யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வைங்க ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு மறுபடி நீங்கள் இப்போ ஃப்ரண்ட் மறுபடியும் நீங்கள் முதல் ஃபோட்டோக்கு நீங்கள் எப்படி பண்ணீங்களோ இதே மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் இமேஜ் நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த ஃபோட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சு ப்ளே பண்ணி எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல முடியுது ஓகேங்களா இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல அப்படியே வச்சுட்டு மலைசீரு பார்த்தீங்கன்னா கத்திரி சிம்பிள் இருக்கும் அதில் போய்ட்டு இரண்டாவது ஆப்ஷன் டிம் டு ரை ரை ரை ரை ரைட் கொடுத்துக்குங்க கொடுத்து டிகாப்ஷன் கொடுத்துங்க அகைன் நெக்ஸ்ட் போட்டு நம்ம ஆட் பண்ண அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு கேலரியை போட்டு நெக்ஸ்ட் இமேஜ் நீங்கள் எடுத்துக்குங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இமேஜ் எடுத்த பிறகு மறுபடியும் அந்த இமேஜை நீங்கள் என்ன பண்ணுங்கள் மறுபடியும் இடது பக்கமாக கொண்டு வந்து ஜூம் பண்ணி கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க வச்ச பிறகு த்ரீ டாட்டில் போயிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துக்குங்க செல் டு பேக் கொடுத்த இமேஜ் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் எழுத்து விட்டுக்கிட்டு மறுபடியும் அதை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து பாருங்கள் அந்த ஹார்டில் நீங்கள் அதை ஆரோவை இழுத்து விட்டுக்கிட்டு மறுபடியும் இதில் செட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான அளவு இதில் செட் பண்ணிவிட்டு மறுபடியும் டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த ஃபோட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பிளே பண்ணி பாருங்கள் எந்த இடத்துல முடியுது அந்த இடத்துல வச்சு இதையும் நீங்கள் கத்திரி வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல முடியுது ஓகேங்களா இந்த இடத்துல முடியுது மறுபடியும் இந்த ஃபோட்டோ ஒரு கிளிக் பண்ணிவிட்டு வளர்ச்சியில் கத்திரி சிம்மில் போயிட்டு ட்ரிம் டு ரைட் கொடுத்து ஓகேங்களா வளர்ச்சியாக கத்திரி ஆப்ஷனில் போயிட்டு ட்ரிம் டு ரைட் கொடுத்து டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க இதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோ ஒன் பை ஒன்னாக செட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அகேன் மறுபடியும் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு கேலரியில் இமேஜ் எடுத்துக்கோங்க ஓகே இமேஜ் எடுத்து மறுபடியும் இதே செட் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி செட் பண்ண பிறகு மேலே பாருங்கள் டிக் ஆப்ஷனுக்கு அதை கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு மறுபடியும் வீடியோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு லைட் டெம்லேட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை எடுத்துக்குங்க அதை எடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் வளர்ச்சியில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டிக்காப்ஷன் கொடுத்துங்க மறுபடியும் நீங்கள் அதை ஒருத்தர் க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் வலைசையில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க ஓகேங்களா டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பிளாக் டெம்ப்ளெட் ஒன்று நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனோட நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு ஓகேங்களா டவுன்லோட்ஸில் போய்ட்டு நீங்கள் அதை எடுத்துக்கோங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் வலைசலில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செல்பி டிக் ஆப்ஷன் கொடுக்குங்க மறுபடியும் நீங்கள் அதன் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வலைசல ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க அதில் பிளண்டிங் இருக்கும் அதில் நீங்கள் ஸ்க்ரீன் கொடுத்து டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க கொடுத்த பிறகு அதில் ஒரு மியூசிக் வந்து ஆன் ஆகியிருக்கும் நீங்கள் அதை நீங்கள் வந்து மியூட் பண்ணி வச்சிங்க அதுக்கு மியூசிக்கில் போய்ட்டு அது மியூட் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க ஓகேங்களா டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்கள் ப்ளே பண்ணி பார்த்திங்கனா இதில் ஒரு மியூசிக் ஆட் ஆகிருக்கு இப்போ எந்த மியூசிக் இல்லை இப்போ வீடியோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு லிரிக்ஸ் வீடியோ ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு லேயில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை எடுத்துக்கோங்க அப்படிங்களா எடுத்த பிறகு நீங்கள் மறுபடியும் நீங்கள் வலைசில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளெண்டிங் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துக்கிட்டு அதில் ஸ்க்ரீன் கொடுத்து டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க கொடுத்த பிறகு மறுபடியும் அந்த லிரிக்ஸ் மேலே ஒருத்தரை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா செட் பண்ணி இதில் அப்படி வச்ச பிறகு மறுபடி டிக் ஆப்ஷன் கொடுக்குங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலே பாருங்கள் ஒரு சர்க்கிள் இருக்கா இது நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டான இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு உங்கள் இமேஜ் எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் எடுத்துக்குங்க லேயரில் போய்ட்டி, மீடியாவில் போய்ட்டி, டவுன்லோட்ஸில் போய்ட்டி நான் ஒரு பெஸ்ட்டான இமேஜ் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த ஃபோட்டோ மேலே ஒருத்தரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வளர்ச்சிட்டு பார்த்தீங்கன்னா அதில் மேலே பாருங்கள் கத்திரியா ஆப்ஷன் பாக்ஸ் அடுத்து மூணாவது ட்ராப்பிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் மாஸ்க் எனபிள் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் சேஃபுன்னு இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் சர்க்கிள் எடுங்க சர்க்கிள் எடுத்திங்கன்னா உங்களை டிஸ்பிளேல எப்படி காட்டுது அதே மாதிரி தான் காட்டும் உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கிள் எடுத்து நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சர்க்கிள் அளவு கொண்டு கொண்டு வந்த பிறகு மேலே டிக் ஆப்ஸ் இருக்குது அது கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு மறுபடியும் அந்த ஃபோட்டோ மேலே ஒருத்தரை க்ளிக் பண்ணிவிட்டு இது அந்த அந்த சர்க்கிளுக்கு மேலே ஒரு டென் டென் ஆப்ஷன் பண்ணி வீடியோ எடுத்து பண்ணி விட்டுங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே ரைட் ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துங்க கொடுத்த பிறகு இப்போ ஃபைனல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்காக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க டவுலோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு ஓகேங்களா அந்த டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க அந்த டெம்ப்ளேட்டை எடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதை மீட்ல ஒருத்தர் பண்ணிட்டு வலைசு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ம அந்த டெம்லேட் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வளசி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி மேலே டிக்சன் கொடுத்துங்க டிக்காப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதனோட மறுபடியும் நீங்கள் அதன் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு வளர்சீரை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுக்குங்க டிக்காப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதனோ ஒருத்தர் க்ளிக் பண்ணிட்டு வீடியோ எடுத்துக்க அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேல பாருங்க ரைட் ஆப்ஷன் இருக்கும் அது குடுத்துட்டு மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அதை ப்ளே பண்ணி பாருங்க நமக்கு செம சூப்பரான ஒரு வெட்டிங் அனிவர்சரி வாட்ஸ்அப் சர்டிஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் டவுன்லோட் பண்ணி எடுக்க போறோம் அதுக்கு மேல பாருங்க அம்புக்குரியமா இருக்கு அதை டவுன்லோட் ஆப்ஷன் அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணி எந்த அளவுக்கு கிளாரிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்